நண்பர்களே இந்த காணொளியில் பெற்றோரை அதாவது பாதித்தால் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு சென்ற ஒரு சம்பவம் ஆந்திர பிரதேச மிகவும் பரிதாபமா அந்த தாய் பஸ் ஸ்டாண்ட்ல இன்னொரு சம்பவம் வடநாட்டிலே பெற்றோர்களை தன்னுடைய பைக்ல அழிச்சு நடு தெருவுல விட்டுட்டு வெயில்ல விட்டுட்டு கொண்டு வந்த பேகேஜ் எல்லாம் வெற்றியை செஞ்சுட்டு போறாரு அந்த பெற்ற தாய தாய தந்தையும் அந்த பேகேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு அழுகிறாங்க மனசு ரொம்ப கவலையாக இருந்தது இந்த காட்சிகளை பார்க்கணும் உங்களை சின்ன வயதிலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க பெற்றோர்கள் அதையெல்லாம் மறந்து விடுகிறீர்கள் பெற்றோர்களை வயதான காலத்தில் வைத்து கா ஆதரிக்க வேண்டும் பெற்றோர்களை ஆதரித்தால்தான் உங்கள் பசங்க உங்களை காப்பாற்றுவார்கள் இந்த பாவத்தை சுமற்காதீர்கள் பெற்ற தாயையும் தந்தையும் தெய்வமாக பேணியுங்கள் அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது பட்னா தற்பாட்டுக்கு வருது என்னண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று கைய வென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைபுறத்தில் ஏந்தி கனக மூளை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேனி என்று அழகா பாடுகிறார் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து ஆதரித்து தொந்தி சரிய சுமந்த பெற்ற தாயார் தமக்கோ எரிதழு மூட்டுவேன் என்று சொல்லுகின்றார் முந்தி தவங்கும் போது போது குழந்தை வேணும் கோயிலா போய் வேண்டி முன்னூறு நாள் சுமந்து அந்த கருவை முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனார் ஆலம்பரையும் இரவும் பகலையும் சிவனை நல்லபடியா குழந்தை பார்க்கணும் வேண்டி தொந்தி சரியை பெற்றெடுத்த தாயார் அந்த தாயாருக்கான போய் தீமுட்ட போகிறேன் என்று கதறிப்பாடுவார் பட்டினத்தார் ஆகவே நண்பர்களே தயவு செய்து உங்கள் பெற்றோர்களை வயதான காலத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுமும் கிடையாது என்று நன்றி வணக்கம் உங்கள் அனுஷம் ஆர் சேகர்